நாளைக்கு ல்த் ஜூ ஆனி மாசம் கேட்டை நட்சத்திரம் வருது இந்த ஆனி மாசத்தை வந்து ஜேஷ்ட மாசம்னு சொல்லுவா இந்த கேட்டை நட்சத்திரத்தும் ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா இந்த ஜஷ்டா நட்சத்திரம் ஆனி மாசத்துல ஸ்ரீரங்கத்துல ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு ரொம்ப அந்த ஒரு பெரிய திருமஞ்சனம் வெகு விமர்சையா நடைபெறும் அப்ப வந்து இந்த பெருமாளோட திருக்கவச்சங்கள் எல்லாம் களைஞ்சிட்டு ஏகாந்த திருமஞ்சனம் ஆகம விதிப்படி நடக்கும் இந்த திருமஞ்சனத்துக்காக அந்த ஸ்ரீரங்கம் வடக்கு பகுதியில கொள்ளிடக்கரையிலிருந்து தீர்த்தம் எடுக்கிறது வழக்கம் தவிர தென்பகு அம்மா மண்டபம் அருகில் ஓடும் காவிரி கரைக்கு போய் தீர்த்தம் எடுத்து வருவா இந்த கருவறையில குறைகள் பழுதுகள் ஏதாவது இருந்தா அதை எல்லாம் சரி செஞ்சுட்டு அம்மா மடத்திலேருந்து தீர்த்தம் எடுக்கும் போது பாசுரங்கள் வேத பாராயணங்கள் எல்லாம் ஒதிண்டே அந்த காவிரி ஜலத்தை எடுத்துட்டு வருவா அப்ப யானை மேல தங்க குடத்துல தீர்த்தம் எடுத்துன்னு வருவா அதுக்கு முன்னால கோயில் அடியார்கள் மூணு வெள்ளி குடத்துல தீர்த்தம் எடுத்துன்னு வருவா அதுக்கப்புறம் ஸ்ரீபாதம் தாங்குவோர் வந்து நூத்தி செப்பு குடத்துல தீர்த்தம் எடுத்துன்னு வருவா இது எல்லாம் அந்த கர்ப்பகிரகம் எல்லாம் சுத்தம் செய்வா இது சிறப்பான திருமஞ்சனம் வருஷத்துல ஒரே ஒரு தடவைதான் இந்த மாதிரி ஆணி மாசம் கேட்ட நட்சத்திரத்தன்பிஷேகம்னு இத சொல்லுவா இத நடக்கும் இதை தரிசிச்சாலே நம்ம பாவம் எல்லாம் போய் புண்ணியம் நிறைய செய்யும்ன்றது ஐதீகம் அந்த திருமண திருமஞ்சனத்துக்கு அப்புறமா அரிய மூலிகைகள் செஞ்ச மனமிக்க தைல காப்பு போசுவா அது வந்து இந்த டைம்ல பகவான ஸ்ரீரங்கத்துல அவரை தரிசிக்க போனாக்கா வெறும் முகமண்டலம் மட்டும்தான் தரிசிக்க முடியும் மற்ற திருமேனிய இந்த நாளில் சேவிக்க முடியாதபடி திரையிட்டு வச்சிருப்பா இந்த ஆனி மாச ஜேஷ்டாபிஷேகம் நடந்த அடுத்த வெள்ளிக்கிழமை நாச்சியாருக்கு ஜேஷ்டாபிஷேகம் பண்ணுவா மறுநாள் திருப்பாவாடைன்னு ஒண்ணு நடக்கும் திருப்பாவாடை தளிகை அப்படின்னு சொல்லுவா அது வந்து இரநூத்தம்பது படி அன்ன பிரசாதத்தில் தேங்காய் மாங்காய் வாழைப்பழம் நெய் இது எல்லாம் தாராளமாக கலந்து உப்பும் சேர்த்து அந்த பிரசாதத்தை சந்தன மண்டல மண்டபத்தில் பெருமாள் முன்னால் துணியை விரித்து அவருக்கு சமர்ப்பிப்பாள் பெருமாள் அமுது கண்ட பிறகு பக்தர்களுக்கு அது பிரசாதமாக கொடுப்பா இது வந்து இந்த தைலக்காப்பு வந்து ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தெட்டு நாள் இதே மாதிரிதான் அந்த கோயிலுக்கு போனா தரிசனம் பண்ண முடியும் முக மண்டலம் மட்டும்தான் தெரியும் அந்த தைல காப்பு அப்படியே அப்சார்வ் பண்ணிக்கணும் அந்த ஹோல் பாடிலையும் அந்த மூலிகை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு பண்ணதை நாப்பத்தெட்டு நாள் வச்சிருப்பா அதையெல்லாம் அந்த ஒரு தரிசனம் பாக்குறதும் ரொம்ப விசேஷம் வருஷத்துல ஒரே ஒரு தடவை நாற்பத்தி எட்டு நாள் தைலக்காப்ல ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல திருச்சியில இருப்பர் சோ அந்த திரு நாப்பத்தெட்டு நாள் அந்த டைம்ல நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது பகவானோட அஹ் திருபாதத்துல தங்க பாதம் வச்சிருப்பாளாம் அது அப் அதுலயே தான் இருக்கும் இந்த ஜேஷ்டாபிஷேகம் போது மட்டும் எல்லா ஆபரணமும் எடுக்கும் பொழுது அந்த ஆணி மாசம் கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தங்க திருப்பாதத்தை சடாரி மேல வச்சு அன்னைக்கு வர அனைத்து பக்தளுக்கும் அந்த ஒரு வருஷம் ஒரு காலிலேயே இருந்த அந்த தங்கப்பாதம் ஷடாரியை எல்லார் தலையிலையும் வைப்பா நான் நானும் என்னுடைய கணவரும் ஒரு போயிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதப்போ மூலிகை எல்லாம் காய்ச்சின் இருந்தா தங்க அவர் சொல்லியே எங்களுக்கு ஷடாரி சாத்தினர் இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது அப்படி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இன்னைக்கு அதே மாதிரி நாளைக்கு திங்கக்கிழமை ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் சிறப்பு அபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவா அந்த திரு காப்பும் ஒரு மண்டலத்துக்கு இருக்கும் அதை பகவானை போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாற்பத்தெட்டு நாள் கட்டி திருப்பியும் எல்லா ஆபரணமும் பழுது பார்த்து எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு அவருக்கு திரும்ப சாதாரணமாக திருமஞ்சனம் பண்ணி எல்லாத்தையும் அலங்கார புருஷர் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் நம்மளுக்கு காட்சி கொடுப்ப இந்த மாதிரி ஜேஷ்டாபிஷேகம் நாளைக்கு நடக்கிறத உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் எல்லாருக்கும் ஸ்ரீரங்கநாதருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் எல்லா சந்தோஷமும் வாழ்க்கையில கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஆல்